இன்னைக்கு வரக்கூடிய முக்காவாசி பிரச்சனை காரணமே நீங்க டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லைங்க கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி இதுல மேக்சிமம் பிரச்சனை எங்கன்னா கணவன்மார்கள் மனைவியிடம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை ரெகுலராக பண்ண பண்ண பண்ண பண்ண அதில் ஒரு சலிப்பு தட்டுது அது வந்து வெறுப்பாகுது அது போர் அடிச்சிருச்சு அப்படின்னா எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல திட்டணும் எந்த இடத்துல வந்து புரிய வைக்கணும் எந்த இடத்துல தட்டி கொடுக்கணும் எந்த இடத்துல பாராட்டணும் எந்த இடத்துல புகழணும் இது எல்லாம் சேர்ந்த கலவையாக நீங்கள் இருக்க வேண்டும் குருவில் இந்த மகா சிவராத்திரியில் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து குரு அப்புறமா நீங்கள் தீட்சை கொடுத்திருந்து நாங்கள் எதிர பார்க்கல நான் நீங்கள் தீட்சை கொடுத்ததுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இந்த பவுண்டேஷன் ரொம்ப பெரிய அளவுல வளரணும்னுட்டு அந்த கடவுளை பிரார்த்தனை செய்றேன் குருவே சரணம் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் முக்கால்வாசி குடும்பங்களில் சண்டை வருவதற்கு மாபெரும் காரணம் என்னென்னு வந்து கேட்டீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலை ஏகப்பட்ட பேரை பார்க்குறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நீங்களாகவே இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வீங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க கூடாது நீங்கள் தனியாகவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துட்டு போயிருங்க உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது உடல் தேவையோ பொருள் தேவையோ அல்லது உள்ள தேவையோ அல்லது குடும்ப தேவையோ ஏதோ ஒரு தேவைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கல்யாணம் பண்ணணுன்றும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கால்வாசி டைமை நீங்கள் அவங்களோட ஒன்னா சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி வரக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனை காரணமே நீங்கள் டைமே ஸ்பென்ட் பண்ணுறதில்லைங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இதில் மேக்ஸிமம் பிரச்சனை எங்கன்னா கணவன்மார்கள் மனைவியிடம் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது ஏன் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கவனம் பூரா உடல் மேலையும் இன்பம் மேலையும் இல்லை ஒன்னா சேர்ந்து ஊர் சுற்றணுன்ற மேலே இருக்கும்போது அது ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும் எந்த வேலையை நீங்கள் ரெகுலராக கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிடும் அப்படி இருக்கிறப்போ உடல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு ஊர் சுற்றுறதோ இல்லை ஷாப்பிங் போகிறதோ மட்டும் என்ன விதிவிலக்கெ நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவுமே போர் அடிச்சிடும் அப்படி இருக்கிறப்போ நீங்க வந்து ஒரே விஷயத்த ரெகுலரா பண்ண பண்ண பண்ண பண்ண அதுல ஒரு சளிப்பு தட்டுது அது வந்து வெறுப்பாகுது அது போர் அடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க ஒரு கணவன் மனைவியை வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல ஒன்னா சேர்ந்து சுத்தணும் ஒன்னா சாப்பிடணும் ஒன்னா குடும்பம் நடத்தணும் ஒன்னா போய் குழந்தை பெற்றுக்கணும் ஒன்னா வந்து குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல போய் படிக்க வைக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் ஆனா நீங்க ஒன்னா எத்தனை டைம் நீங்க ஒன்றாக டைம் ஸ்பென்ட் பண்ணீங்கன்றதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் பிடிச்சி போய் ஒன்றா இருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து போனதுக்கப்புறம் அவங்கள பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிடிக்காது எரிச்சலாகும் பார்க்க பார்க்க டென்ஷன் ஆகும் இதே முகத்தை தான் பார்க்கணுமான்ற மாதிரி இருக்கும் இவங்க இவங்க கையால் தான் சாப்பிட்ணுமா மாதிரி இருக்கும் இதே முகத்து தான் நான் வந்து டெய்லி வருமானத்தை வாங்கி என் குடும்பம் நடத்தணுமான்ற அளவுக்கு வெறுப்பாகிவிடும் இதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அதிகமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும் பிடிக்கிறனாலும் வேறு வழியே இல்லை செலவழிக்கணும் எப்படி செலவழிக்கணும்னு சொல்கிற கற்றுக்குங்க அவர்களை பாராட்டி பேச கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் பாராட்டி பேசவில்லை என்றால் அந்த மெட்டீரியல் தாங்க அதுங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு கார் போகிறதுக்கு டீசல் அண்ட் பெட்ரோல் வந்து ஒரு ஃபியூயலோ ஒரு எரிபொருளாக இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை வழி ரொம்ப தூரம் கொண்டு போகிறதுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு எரிபொருளாக பயன்படுவது என்ன அப்ரிஷியேஷன் பல பேர் அப்ரிஷியேஷனே பண்ண மாட்டேறீங்க கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் என்ன மாதிரி தன்மையில் இருக்கீங்கன்னா இவர் இவ்வளோ பெரிய ஆளாகிட்டாரு இவ்வளோ பெரிய கோடி சொல்கிறார்க்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேலாம் போகிறாரு இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவி இப்படிலாம் இருக்காங்க இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காங்க இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கிறாங்க இவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மனதின் தன்மையே எதை எதிர்பார்க்கணும்னு வந்து கேட்டிங்கன்னா அப்ரிஷியேஷனை எதிர்பார்க்கும் பாராட்டுக்குன்னு எதிர்பார்க்குன்னு இன்னைக்கு யாரும் பாராட்ட மாட்டீங்க இதில் என்ன பெரிய பிரச்சனை ஏகப்பட்ட தப்பு பண்ணால் மனுஷன் ஸோ தப்பு பண்ணுறவங்கள பாராட்டுறதுக்கு உங்களுக்கு தோணவே தோணாது அந்த தப்பு தான் முன்னாடியே வந்து நிற்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தப்பே பண்ணாலும் அது சகஜம்தான் என்பதை ஏற்றுக்கொண்டு பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் எவன் ஒருவன் தனது வாழ்வில் பாராட்ட தவறிவிடுகிறானோ மற்றவர்களால் பாராட்ட படமாட்டான் அல்லது படம் பட இதுதான் உண்மை இந்த உண்மையை புரிந்து ஒரு ஃபியூயலே இல்லாமல் வண்டி எப்படி நகரும் அந்த மாதிரி குடும்பத்திற்கு உண்டான ஃபியூயல் என்பது என்ன அப்ரிஷியேஷன் அவங்கள ரெகனைஸ் பண்றது குறிப்பா நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டிட்டே இருக்கீங்க பல பேர் நீ குடும்பத்துல எந்த மனதுமே எதுக்காக ஆண் மனமாக இருந்தாலும் சரி பெண் மனமாக இருந்தாலும் சரி எதை சந்தோஷமா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் ஊர் சுத்தணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு தான் நினைக்குமே தவிர எந்த மனமுமே ஒருத்தருக்கு உழைச்சு கொட்டிக்கிட்டே இருக்கணும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்குமே நினைக்காது ஏன்னா மனம் என்பவனே சுகவாசி சுகவாசியோட தேவை என்ன சுகமா இருக்கணும்ன்றதுதான் அப்போ சுகமாக இருக்கணும் அப்படின்றவனுக்கு தேவையான வேலையை தேவையான தீனியை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அவன் சுகமாக இருக்க சுகமாக இல்லை அப்படின்னா அவங்களால ரொம்ப நேரம் வீட்டு வேலை பார்க்க முடியாது குடும்பத்தை பார்க்க முடியாது தேவையில்லாத வார்த்தைகள் வெளிப்படும் சண்டைகள் வர்றதுக்கு முக்காவாசி காரணம் என்ன ஃபியூஎல் பத்தலை அப்போ குடும்பத்தில் வரக்கூடிய சண்டைகளை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னா பாராட்டி பாருங்க பல மாதங்களுக்கு அது தாங்கும் அது ரொம்ப ஓவராவும் பாராட்டிடக்கூடாது நீங்கள் அதை மெயினாக நோட் பண்ணும் அளவறிந்து தேவையறிந்து எந்த நேரத்தில் எதை பாராட்டணும்னு தெரிஞ்சு பாராட்டணும் ஓவரா பில்டப் பண்ணீங்கனாலும் மாட்டிப்பீங்க கண்டுபிடிச்சிருவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க அளவாக பாராட்டணும் நேரம் பாராட்டணும் எதுக்காக பாராட்டணும்னு பார்த்து பாராட்டணும் ஓவரா பாராட்டினீங்கன்னாலும் அதை சளிச்சு போயிடும் எப்படி பாருங்க எடுத்துகிட்டு இது இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடிவிலகை சொல்கிற மாதிரி நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு இந்த தாயத்தை கட்டிட்டு நாயாண்டா சுடுகாட்டுக்கு போகிறேன்ற மாதிரி இவ்வளோ தூரம் ஒரு பொண்ணையும் ஒரு ஆணையும் வச்சு மெயின்டைன் பண்ணால் எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணேன்னா எனவே நான் பார்த்துட்டு போய்க்கிறேன்னு சொல்லி அவர்கள் அந்த மனநிலைக்கு வந்து விடுவார்கள் அந்த நிம்மதி நிலைக்கு தனியாகவே சென்று விடுவார்கள் ஏன்னா ஃப்ரீடம் என்பதே தனியாக இருப்பது தானே தவிர இன்னொருத்தரை கூட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஃப்ரீடமே கிடையாது கிடையாது கிடையாது அப்போ என்ன நீங்கள் கல்யாணம் உங்களுக்கு ஒரு தேவைக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வேறு வழியே இல்லை அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் நீங்க ஆரம்ப கட்டத்துல நீங்க பண்ணக்கூடிய பிராமிசஸ கடைசி வரைக்கும் காப்பாத்தலனாலும் பிரச்சனை நீங்க வந்து பண்ண ப்ராமிஸ கடைசி வரைக்கும் நீங்க காப்பாத்திக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டீங்கன்ற கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட அவங்களோட மனம் அதவே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அதே தன்மையவே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்ப என்னன்னா எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல திட்டணும் எந்த இடத்துல வந்து புரிய வைக்கணும் எந்த இடத்துல தட்டி கொடுக்கணும் எந்த இடத்துல பாராட்டணும் எந்த இடத்துல புகழணும் இது எல்லாம் சேர்ந்த கலவையாக நீங்கள் இருக்க வேண்டும் ஒரே விஷயத்த பண்ணிகிட்டே இருந்தாலும் பிரச்சனை ஒரே விஷயத்த பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை ஸோ பண்ணணும் ஆனால் பண்ணக்கூடாது எந்த நேரத்தில் எதை பண்ணணும் எந்த நேரத்தில் எதை பண்ணக்கூடாதுன்றது தான் ஞான நிலை கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் வேறு வழி இல்லை மறுபடியும் மறுபடியும் இந்த வீடியோவை போட்டு பாருங்கள் கிளியராக புரியும் நன்றி வணக்கம்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 பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம் அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரும் அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அஹ் கட்டத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கோம் ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல இவொரு ஃபவுண்டேஷனுக்கு நன்படையாக நீங்கள் அனுப்பும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இவ்வளவுதான் பண்ணணும் நிர்பந்தம் கிடையாது உங்களால் எவ்வளவு முடியும் அவளை நீங்க அனுப்பும் இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும் அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்கிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள் உங்களால் கைகள் அல்ல ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யறது ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும் போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்